ஒரு பிஸ்னஸ்ஸை நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம எல்லோரையும் நேரத்தில் வந்து ஓனாருக்கு வச்ச கடவுளுக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பிளான் பண்ணேன் நம்ம என்பி சுந்தரகுமார் சார் என் சிஓ பாபு சாருக்கு நன்றி ப்ளஸ் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மிஸ்ஸஸ் காயத்ரி ராமேந்திரன் எல்லாத்துக்குமே என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல கிடையாது ப்ளஸ் அவங்க அவங்களோட விபி பாலா சார் ஹரி சார் ஸோ எனக்குள்ள ஒரு தேட இருந்தது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் பிஸ்னஸ் ஜாப் போயிட்டுருந்தாங்க ஸோ ஒன் இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இயர் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஜாப் அப்படின்னா அவங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கணும் ஸோ அதே கம்பெனியில் ப்ராஜெக்ட் இருந்தால் தான் வரும் ஸோ இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கம்பெனி தான் பார்க்கணும் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் கேப் வந்துடும் ஸோ அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ சென்னையில் வந்து ஒரு ரன் பண்ணுறது எவ்வளோ டஃங்கிறது தெரியும் ரெண்டு பசங்க படிக்கிற நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஒன்று வந்து எயித்து ஸோ ரெண்டு பேத்துக்கும் அப்போ ஸ்கூல் ஃபீஸு அது இது நிறைய சேலஞ்சஸாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து நானும் ஜாப் நிறைய ட்ரை பண்ணேன் ஸ்கூலுக்கும் ட்ரை பண்ணேன் நான் பட் வந்து நான் பிஜி முடிச்சிருக்கேன் ஆ பட் ஆனால் அவங்க வந்து பிஎட் கேட்டாங்க ஸோ நான் பிஎட் பண்ணேன் நான் எம்காம் மட்டும் தான் முடிச்சுருந்தேன் ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ எனக்குள்ளே ஒரு தேடர் இருக்கும் போது தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க காயத்ரி மேம் ஸோ வந்து அது ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வந்து ஒரு நல்லதான் சொல்லுவாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஃபஸ்ட் டைம் கூட சார் சார் பிளான் கொடுக்கும்போது அந்த க்ராண்ட்மாரில் தான் ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணோம் அந்த இடத்துல உக்காந்து பேசக்கூட முடியலை எங்களால் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லேட்டாக சொன்னாங்க நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரோபேட்டேன் நெக்ஸ்ட்டு டேமே நான் ப்ரோப்பேட்டேன் ஆஃபீஸ் போய் அதுக்கப்புறம் நான் பிளான் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்டில் ஸ்டார்ட் ஆக்சு அந்த அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப சொன்ன ரொம்ப நாள் நான் பிஃபோர் மேரேஜ் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அக்கௌண்ட்ஸு ஓப்பன் ஆகிட்டு இருந்தேன் ஸோ நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து சார் வந்து இன்னைக்கு கல்யாணம் அணைந்து இப்படிலாம் போவேன் ஜாப் போக வீட்டை பார்த்துக்கோ பசங்களை பார்த்துக்கோ வாங்க ஏன்னா உங்கள் ஜாப் வந்து முக்கால் பார்த்தீங்கன்னா கேம்ப் போகிறது ஸோ டென் டேஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருப்பாங்க சொல்ல இந்த பசங்களையும் பார்க்கணும் நீங்கள் வேலைக்கு போனேன்னா எப்படி பசங்களை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கில் நான் அப்படியே விட்டேன் சில பசங்கள் பெருசானால தான் நான் அந்த இது ட்ரை பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் இன்கம் என்னோடய தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் ஆக எனக்கு இன்கம் கிடச்சிது பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் நான் ஜீரோ இன்கம்ல தான் இருந்தேன் அப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் எல்லா மீட்டிங்ஸும் அட்டன் பண்ணுவேன் ஓக் ஜூ மீட்டிங் லைவ் மீட்டிங் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவேன் என் ஃபேம்லி என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு சப்போர்ட் கிடையாது ஸோ அவன் வந்து இன்னைக்கு பாட்டில் போகிற செலவு தான் ஆகுது உனக்கு இன்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் நான் ஒரு நாள் நான் வந்து இன்கம் எடுத்து காட்டுனேன் சாதிச்சு காட்டுனேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது வந்து டைமண்ட் முடிச்சுருக்கேன் ஸோ நான் ரெண்டு தடவை நான் வந்து பிளான் பண்ணேன் பட்டு அது முடியாமல் போயிடுச்சு ஸோ லாஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீக் வந்து எயிட்டு கம்ப்ளீட் பண்ணேன் ரெண்டாவது அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று பெரியவளாக இருக்கேன் ஸோ அந்த சேலஞ்சிங்காக இருந்தது செம்ம சேலஞ்சிங் நான் எப்படி முடிச்சேன்னு எனக்கே தெரியல ஸோ புது சப்போர்ட் வந்து கேசி மாதிரி தான் எந்த ஏரியாவிலேயே அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பக்கத்துலேயே போயிட்டு வரதுனால ஈஸியாக இருந்தது அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போகிற கேப்பில் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஸோ அதனால் எனக்கு அந்த சப்போர்ட் கிடச்சது மேனுக்கிட்டே இருந்தது ஸோ ஃபுல் க்ரெடிட் போஸ்ட்டு பேக்கிரி மேம் எப்போ நான் இன்றைக்கி அட்வை பண்ணி முடித்தேன்னே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட இறந்த நாள் அப்பாவோட சப்போட்டோட நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் து என்னால் சாதிக்க முடிஞ்சிது அப்படின்னா சர்வ நிச்சயமாக இங்கே இருக்கிற எல்லோராலையும் சாதிக்க முடியும் உங்கள நம்பி வந்தவங்களை கை பிடிச்சிக்கோங்க அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நானும் ஃபாலோ பண்ணி இருக்கேன் நம்புகிறேன் நீங்கள் சாதிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணி நல்லா